பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டிசைன் என் கஸ்டமரோட ஸேரீ இந்த சேரீ இந்த தான் இப்போ ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸில் இப்போ இப்போ சேரீக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு பிங்க் கலரு கோல்டு கலரு க்ரீன் கலர்ன்ட்டு கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ இருக்கு இந்த சேரீல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ள மாங்கா டிசைனும் மாங்காக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் டிசைன் இருக்குது அதனால் இந்த சேரீக்கு ரிலேட்டடாக ஒர்க்ஸ் கொண்டு வரதுக்காக சேம் அதே மாதிரி இருக்கிற டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஷோல்ட்ரு சைடு மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன் மற்ற மூணு ஃப்ளவருமே கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன் இதை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைனு செயின்ில் ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து இந்த காலஞ்சி லைனை முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு நல்ல இந்த ஃப்ளவர் பெருசாக வைக்கும்போதும் நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும் அதனால் நல்லா பெரிய சைஸ் ஃப்ளவரு ரெண்டு வச்சுருக்கேன் அதில் மாங்காலில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னா மாங்காலில் ஒரு திலங்கும் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு அதை சுற்றி ஸ்டோன்லேஸு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு நெக்ஸ்ட்டு எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன் த்ரெட் ஒர்க்கு ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு முடி வச்சு முடிச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மாங்காவை ஃபாலோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரத்துக்கு சின்ன சின்ன திலகம் ஷேப்பை ஓட்டி மல்டி கலரு திலகம் ஷேப்பை ஓட்டிட்டு ஷேப்பை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஸ்டோன்லேஸு சுகர் பீடுன்னுட்டு அந்த வளைவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேரீயில் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் இருந்ததுனால க்ரீன் அண்ட் ப்ளூன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்ட்ரேட்டிவாக லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் இன்ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பிடிலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே நெக்ஸ்ட்டு இன்னொரு வளைவி ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேயுமே லோட் ஸ்டிட்ச்சு எம்போஸ்ட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன் உள்ளே சின்ன ரோப் வச்சுட்டு இந்த லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுவும் ஆல்ட்ரேட்டிவ் கலராக கொடுத்து முடிச்சுட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மது மறுபடியும் ரெயின்போ கலரு திலகம் ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு அதை சுற்றி செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சேம் ஒர்க்கு தான் எல்லா ஃப்ளவர்லையுமே முடிச்சிருக்கேன் இந்த ஷோல்டர் பார்ட் வர இடம் மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குது நடுவில் வர இடத்துல திலகம் ஷேப் ஓட்டி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு திலகம் ஸ்டோனு ஸ்டோன்லேஸு சுகர் பீடுன்னு கொடுத்துட்டு அவுட்டரில் திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஜர்தோசி சுற்றி செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி முடிச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டை பண் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்ரு ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன் இந்த வாட்ரு ஃபில்லிங் ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்கு இருக்கும் அதனால வாட்ரு ஃபில்லிங் ஸ்டிட்சு ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கே வர சக்கரி சோட்டி அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே ஸ்டோன் ஒர்க்கோடு வரும்போது ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஒர்க்குலாம் பார்த்திங்கன்னா நான் பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஒர்க்கு செய்ய தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசி ஒர்க் மட்டுந்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வரும் மற்றபடிக்கு லோட் ஸ்டிட்ச்சு வாட்டர் ஃபில்லிங் சுகர் பீடு ஸ்டோன்லேஸு செயின் ஸ்டிச்சுன்ட்டு எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லிக் கொடுத்துருவேன் இந்த ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி பார்த்தோனிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதான் இந்த பிளவுஸோட பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம பேக் லைன்னா நெக் லைன் ஃபாலோ பண்ணியிருப்போம் அதே சேம் நெக் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் பார்ட்டில் வர அந்த சின்ன ஃப்ளவரு ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஆரி ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கொண்டு காமிக்கிறதே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷன் தான் அதனால் சும்மா இல்லை வெறுமனை லைன் கொண்டு வந்தால் அந்தளவுக்கு கிராண்டாக தெரியாது அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பெரிய ஃப்ளவர் ஒன்று வச்சு முடிச்சோடனா பார்த்தோன்னே ஸ்பெஷலாக தனியாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் ஒரு ஃப்ளவர் ஃப்ரெண்ட்லியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்லியும் சேம் ஒர்க் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு சரித்ரெட்லேயே கோல்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சக்ரீஸு அதுக்கு மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி ப்ளவுஸு ஃப்ரண்ட் போர்ஷனை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்லீவ் போர்ஷன் இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் வீ கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் வீ கட்டிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே அது நம்ம பேக்கில் கொண்டு வந்த சேம் நெக்லைனே ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த கீழே கை கை அந்த அக்கள் பாட்டு வர இடத்துல சுகர்பிட் வச்சு பிடிச்சிருக்கேன் ஸ்டோன்லெஸ்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வராமல் அந்த இடம் மட்டும் சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சாரீ டேமேஜ் ஆகாது அதனால அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் மற்ற இடத்துல சென்ட்ரு பார்ட் வர இடத்துலலாம் ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன் ஸ்டோன் செயின் வைக்கும்போது நம்ம ஃபோட்டோஸ்க்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் அதனால ஸ்டோன் செயின் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸு டேமேஜ் ஆகிச்சு துணி டேமேஜ் ஆச்சுன்ட்டு அந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பேக்கில் வச்ச சேம் டிசைனே அந்த பெரிய ஃப்ளவரே ஒரு ஃப்ளவர் மேலே கொடுத்துருக்கேன் பேக்கு அப்புறம் மீதி எடுக்கிற இடத்துல வாட்ரு ஃபில்லிங் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் முடிச்சிட்ட பிறகு ஜர்கன் ஸ்டோனும் கீழே சக்ரிஸும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் அங்கங்கே டாட்ஸ் வச்சு ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சேரீ கலர் சேரீல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சொல்லப்போனால் ப்ளூ கலரு color, color, gold கலர் கோல்டு கலருன்ட்டு சேரீக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த பிளவுஸ் தைச்சு முடிச்சோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் தைச்சி முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கும் இது காமன் டிசைன் தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பும் இருக்கு மாங்காய் ஷேப்பும் இருக்கு அதில் சேரீல உங்கள் டிசைன் மாங்காய் ஒர்க்கு வ மாங்காய் டிசைன் இருந்தாலும் இந்த டிசைன் போட்டுக்கலாம் ஃப்ளவர் ஷே ஷேப் டிசைன் இருந்தாலும் இந்த இது ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாடலு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு காமன் டிசைன் தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷோல்ட்ரு வர பாட்டில் மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன் மீதி வர இடத்துல மூணு ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் ஃபுல் ப்ளவுஸ்மே கவர் வந்து கவர் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் பேசிக் லெவலில் உள்ள ஸ்டிச்சஸ் தான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லை இந்த சர்தோசையை தவிர இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன் செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு ஸ்டோன்லேஸு லோட் ஸ்டிச்சின்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே கவர் ஆகிடும் பேசிக் லெவல் போட்டிங்கனாலே இந்த ப்ளவுஸை பேசிக் லெவல் முடிச்சுட்டு இந்த ஒர்க் ஃபாலோ பண்ணிங்கனாலே பார்க்க அழகாக வந்துடும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுலாம் இதுமாதிரி நல்லா வளவி கொடுத்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் வாட்டர்ஃபில்லில் ஸ்டிச்சு கொடுக்கும் போது ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக் ஆகிடும் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்காமல் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த மாதிரி இருக்கும் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு உள்ளே சரி கொடுத்தோடனே ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸ்லீப் போஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதான் இந்த ஸ்லீவ் போஷனு ஜஸ்ட்டு ஒரு வீ கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் வீ கட்டிங் மேலே ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளவர்லேயும் சேம் ஒர்க்கு சாரீ கலர்ல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ப்ளூ கலர் இருந்தது அந்த ப்ளூ க்ரீன் அண்ட் ப்ளூவில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஸ்லீவ் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃப்ளவர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஃப்ளவர் ஷேப்பில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்க ஸாரீ கலரில் க்ரீன் கலர் இருந்ததால் க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரபாஷ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ